மூழ்குதல் மற்றும் மிதத்தல் பற்றி ஒரு குழந்தை அறிந்து கொள்ள இது ஒரு வழியாகும் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பிக் கொள்ளவும் இந்த செயல்பாட்டிற்காக குச்சி இலை ஸ்பூன் மற்றும் ஒரு கல் ஆகிய பொருட்களை குழந்தை எடுத்து வரலாம் அவர்களை ஏதேனும் ஒரு பொருளை தேர்ந்தெடுக்கச் செய்து இது மூழ்குமா அல்லது மிதக்குமா என்று கேளுங்கள் அவர்கள் விடையை யூகித்த பிறகு அப்பொருளை தண்ணீரில் வைத்து என்ன நிகழ்கிறது என்று கவனிக்கலாம் அதன்பின் மற்ற பொருட்களைக் கொண்டு இதே செயல்பாட்டை நீங்கள் செய்யலாம் இச்செயல்பாடு குழந்தையின் யூகித்தல் மற்றும் கூர்ந்து கவனித்தல் ஆகிய திறமைகளை வளர்த்து கொள்ள உதவுகிறது